நாங்க இருக்கோம் நீங்க நாம கண்டிப்பா வந்துட்டு இந்த இடத்துக்கு தெரியவே தெரியாது என்னுடைய கூடக்கு போக நான் வந்து ஏதோ பிசினஸ் எடுத்துக்க அப்படிதான் நினைச்சேன் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பிசினஸ் எடுத்துக்கிறேன்ன்றது நான் இன்னைக்கு ஆக்ஸிஸ் மூலமா ஏட்டிங்க காரைனத்துக்கு மொத இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் தர்றது அது மட்டும் இல்ல என்னுடைய விபி என்னுடைய வந்து பார்த்தா குமுடிப்பட்டில இருந்து இந்த பிசினஸ் எடுத்துட்டு வரோம் குமுடி குடி அப்படிங்கறே அவருடைய அப்டேட்ட சொல்றதுல அவசியம் இல்லை ஏன்னா இருந்தாலும் புது ஒரே சொல்றேன் போயிட்டு ஒரு வியாபாரத்தை சொல்ல போனாசான் அப்போ Amazon, Flipkart ளோ ஆப் ஏ தெரியல ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் பண்ணி இன்னைக்கு ஜீ ஸ்கேண்டிங்டைடைட்டானு பரல அந்த பம்மா எல்லாம் இருக்கா ரொம்பவே பெருமையா இருக்கு நான் வந்து வந்ததால வெளிய ஆயின ஃபுட் ஆவர் ஆக்சஸ் இதுல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி தெரியுங்க थैंक यू சூப்பர் சார் थैंक यू थैंक यू so much ஆக்சஸ்ல வந்து ஒன் ஆஃப் தி விபிஆ இருந்து செயல்பாடுகள் வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வந்து பொறுப்போடவும் இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த வந்து என்னோடய அண்ணன் வந்து நாலு பேர் இருக்காங்க ஸோ அந்த அண்ணனுக்கு வந்து நன்றி வந்து சொல்ல என்றைக்குமே சொன்னதில்லை சொல்லவும் முடியாது ஏன் அப்படின்னா கொஞ்சம் நெஞ்செல்லாம் அவங்க பண்ணலை நிறைய விஷயங்கள் வந்து தன்னோட வாழ்க்கையவே என்னோட வாழ்க்கையிலே வந்து மிக பெருசாக வந்து மாற்றிட்டாங்க ஸோ வெறுமனே வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து எந்திரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாசம் பண்ணிங்களா கம்பெனி ஸ்டார்ட் ஆகிற ட்ரையல் புரியல பண்ணும் ஒரு மீட்டிங் பண்றோம் நாலாயிரம் பேர் வச்சு பண்ண போறோம் மீட்டிங் எத்தனை பேர் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க டக்குனு வாங்கணும் நான் வரேன் ஒக்காவாசி பேர் சூப்பர் ஏன் அப்படின்னா இதே சென்னையில பல கோடி மக்கள் இருக்காங்க பல கோடி மக்கள் எனக்கு தெரிஞ்சம் பத்து கோடி மக்கள் இருக்காங்க பத்து கோடி மக்களுக்கும் இன்னைக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல ஏன் இந்த வாய்ப்புனா இன்னைக்கு எடுத்து அந்த கம்பெனியில ஒரு டீம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை கார் எடுக்க வச்சிருக்கு அந்த நூறு பேருக்கான கார் திருவிழா வந்து நம்ம இங்க பண்ணிட்டு சும்மா நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியா ஒரு கம்பெனில போய் பாருங்க சுத்தமா ஆனா இங்க ஒரு கம்பெனில ஒரு டீம்ல மட்டுமே நூறு பேர் கார் எடுத்துருக்கோம் ஆனாலும் நம்ம வெளிய போவ நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனை கிழிச்சார் கிளிக்கல வாழ்க்கையில பத்து வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரிய ஒரு நபர ஜெயிக்க முடியல தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய பொன்னாடி பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் உங்களுக்காகவே புரியுதா எத்தனை பேருக்கு வலி புரிஞ்சுது சேம் அதே மாதிரியானது நான் எல்லேமே கடிகோ 21 வயசு நெட்வொர்க் உள்ள போறேன் 21 வயசு 32 வயசி இன்னைக்கு வந்து நிக்கறோம் 10 வருஷம் ஒளச்சிறோம் சும்மா ஒனே இன்னைக்கு எடுத்தேனே நாளைக்கே கோடிஸ்வரன் ஆகி கோடி ரூபாய் சம்பாதி மீதி கட்டி கார वगள வரல 10 வருஷம் கடினமா ஒளச்சிர்றோ ஜெயிக்கிற ஜெயிக்கிற ஜெயிக்கிற ஜெய ஜெயitaanம் ஜெயitaan ஹாய் நான் எத காவுnltk போறேன் ஒரே வருஷம் கூட்டு போவேன் கோன்னு போயிட்டு அவ்ளோதான் என்னால கவலை பண்ண மாட்டீங்க அவனுக்கு அவன் வாழ்க்கை மாறணும்னு அக்கறை எல்லாம் பொறுப்பு இல்ல பொறுப்பு இல்லாத வச்சு ஒண்ணுமே போட முடியாது பொறுப்போட இருந்து என் வாழ்க்கை மாறணும் நான் ஜெயிக்கணும் யார ஒருத்தர் நடிக்கிறாரோ அவங்க கூட இந்த ஐக்கியம் இருக்கும் ஒட்டுமொத்த எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை மாறு காணும்